சயின்டிஃபிக்காக வந்து ஹார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் காமிக்க முடியுது ஆனால் இதே மனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல அதாவது மைண்ட் அதை நம்மளால் பார்க்க முடியுமா இல்லை நம்மளால பார்க்க முடியாது அதான் இப்போ இந்த கேள்வியோடு சேர்த்து இப்போ சயின்டிஃபிக்காக கேட்டா அப்படின்னு நீங்கள் சொல்றதே வந்து நீங்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக் பீயிங் மாதிரியும் இந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்க நம்ப வச்சதே அந்த மனம்தான் சரியா அந்த மனத்துக்கு போதித்த இந்த பௌதிக விஞ்ஞானத்தில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இந்த சைட் லெஃப்ட் சைடில் ஹார்ட் இருக்குது லங்ஸ் அதுக்கு மேலே இருக்குது டயஃப்ரம் இருக்குது கிட்னி இருக்குது அப்படி இப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் full of இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே பதிக்கப்பட்டிருக்கு ஏற்றப்பட்டிருக்கு புரியுதா அதுதான் முந்நூறு வருஷமாக நானூறு வருஷமாக ஆன்ம ஞானமே இல்லாமல் போயிடுது ஆன்ம ஞானம்னா நம்மை பற்றி நமக்கு இப்போ இந்த ஆரோக்கியமாக எப்படி தானே நமக்கு வந்து ஹார்ட் எங்க இருக்குன்னா சயின்டிபிக்கா தெரியுது அப்படின்றதே என்னன்னு தெரியாது என்னன்னு தெரியாது வாட்சு கூட ஒரு குட்டி பேட்டரிய வச்சு அதுக்குள்ள ஒரு பவர் வந்து இருக்கு ஒரு இவ்வளோண்டு எஸ்டி கார்டில வந்து ஹாஃப் ஜிபி இருக்கு இல்லையா 1 டெராட் வைக்கிற அளவுக்குலாம் ஸ்வேஸுக்கு அனுப்புறதுலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த பேனல்ஸ் எல்லாம் இங்கிருந்தே ரிமோட்டில் ஓப்பன் பண்ணுறா லேண்ட் ரோவர்னு மார்சில் இறக்கிட்டு அப்படின்னு சிக்னல்ஸ் எல்லாம் போகிறது வருது இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நானுக்கு மத்தனம் தெரியாமல் இருந்தது யாருடைய மடத்தனும் யார் கோட்டை விட்டுருக்கோம் மரியாதை சமுதாயமாக கோட்டை விட்டுருது இந்த சயின்ஸை தெரிஞ்சுட்டா இந்த சயின்ஸுக்குள்ளே வந்து உங்களுடைய அஞ்சு கோஷங்கள்னு சொல்கிறாள் நம்ம மெய்ஞானத்தில் ஆண் என்ன வந்து இருக்கிறது வந்து அறியாமை கோஷம் படம் போட்டு சொல்லி அப்பதான் கேள்வியினுடைய நாம் அப்படின்றி பொதுவா கரெக்டா இந்த நாம் என்ன மனம் படைத்த மனிதன் இவன் தானே ஒரு மாடு வந்து சொல்றதில்லை அது அஞ்சு அறிவு ஆனா எக்ஸிஸ்டன்ஸாக இருந்து ட்ரூத் இருந்து அதுக்கு பாஷை மனம் கொண்ட மனிதன்னா என்ன மனம்னா என்ன வந்து வீடியோ வீடியோ இருக்கா இல்லையாஸ் எல்லாம் வீடியோ தானே உங்களுக்கு தெரியும் சொன்ன தெரியும் சொன்னது வந்து இந்த மனம்தான் மனம் வந்து கிளீனா வந்து தன்னுடைய தான் படித்த சயின்ஸ் மூலமா தெரிஞ்சுட்டு இருக்கு ஹார்ட் வந்து லெப்ட் சைட்ல இருக்கு நாலு சேம்பர்ஸ் வச்சுருக்கு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சயின்சஸ் எல்லாம் இந்த ஹார்ட பத்தி வீடியோகிராபிக்கா உள்ள இருக்கா இல்லையா அத பத்தி வேர்ட்ஸ் இருக்கா இல்லையா இது வந்து ஹார்ட் ஒரு வடிவம் இது வந்து என்ன வேர்ட்ஸ் ஆடியோ இல்லையா இது வந்து வடிவம் இது வந்து நாமம் அப்படின்வாங்க நேம் புரியுதா நேம் நாம ரூபம் இத வந்து நம்மளுடைய மெய்ஞானியான ஒரு இவர் வந்து ரிஷி வந்து அற்புதமா ஒரே இதுல சொல்லியிருக்கார் அதாவது நாலு வேத வாக்கியங்களுக்கு ரெண்டு ரெண்டு செய்யுள்ள ஸ்லோகத்துல டெபனிஷன் கொடுத்துருக்காரு எல்லாம் சயின்ஸ் அதுல சொல்ற அவரு ஏகமேவா அத்விதீயம் எழுதுற அந்த ஸ்லோகத்தை தமிழ்ல சத்ம ரூபர்ஜிதம் இது தத்துவ மெசீக எதுக்கோ ஒண்ணு சொல்ற இவர் நீ அதுவாக இருக்கிற அந்த அதுவை டிஃபைன் பண்றார் அந்த அதுன்றது என்ன இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மனம் உதிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் மனம் வந்து ஒரு செல்லா ஒரு ஆட்டமா ஒரு மாலிகூலா எதுவாகவும் சப் ஆட்டமிக் பாட்டுக்களா போர்சஸா எதுவா மாறத்துக்கு முன்னாடி இது மனம் அது மனம் அத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மனம்னே மனம்னாலே மனமே என்ன என்ன இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உள்ள தானே போய் ஆகணும் அது உள்ளேன்னு போறதுக்கு வந்து மனிதன் தானே வரணும் ஒரு மாடா வர முடியும் மாடு இன்னும் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் ஆனால் கூட மாடு மாடாக தானே பிறக்கும் ஆனால் மாடும் மாடும் மனத்துக்குள்ளே இருக்குன்றதை மனிதன்தானே அறிவான் அப்படி மெய்ஞானைகள் அறிஞ்சிட்டாங்க அறிஞ்சு என்ன சொல்கிறாங்க பிரம்ம சகல ப இதுவே அண்ட பேரண்டங்களே பரம்பொருள் நீங்களும் நானும் இல்லாமல் இருப்போமா அது என்னன்றத நம்ம ஆராயறதுக்கு அதுக்கு தான் அந்த பாக்யம் வரணும் அந்த டைம் வரணும் திருப்பி அந்த மனம்தான் அந்த டைமை கொடுக்கணும் உள்ளுக்குள்ள கரெக்டா என்ன எல்லாம் இன்விசிபிள் ஃபோர்ஸஸ் இந்த பிசிக்ஸு சயின்ஸு சொல்கிற ஃபோர்ஸஸே இன்விசிபிள் ஃபோர்ஸஸ்னா ஒரு கிராவிடேஷனல் கிராவிட்டி அப்படின்றத வந்து பேர் தான் அது எடுத்து காமிக்க முடியாது இல்லையா ரொம்ப மொத்தம் ஆர்யூ பண்ணி தானே கிராவிட்டி இல்லைன்னு ஆர்கியூ பண்ணி தான் பண்ணுவான் சயின்டிஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூக்கி போடுறேன் நீ கீழே புறியா மேலே புரியா பார்க்கலாம் நீ சாவ மனத்தோட சேர்ந்து அண்ட பேரண்டங்களோட சேர்ந்து உள்ள எல்லாம் அங்கே ஏன்ஸ் கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு நாளும் அந்த மனம் நாம ஒண்ணு சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியலையா இல்ல நம்ம இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்றாங்க ஹார்ட் இருக்கு லங்ஸ் இருக்குன்னு சயின்டிபிக்கா ஏன் மைண்ட் இருக்கு சயின்டிஸ்ட்கு சயின்ஸே வந்து யாருக்கு எழுந்துட்ட புத்தி தானே சயின்ஸு சயின்டிஸ்டா எழுந்துட்ட சயின்ஸா வந்து வெளிப்படுத்துறது ட்ரூத்தை அந்த புத்தியே எங்கேந்து வரதுன்றத இப்போ வந்து உங்களுடைய இருப்பு உங் அதாவது நீங்கள் இருக்கள் இப்போ வந்து நீங்கள் உடம்பாக இருக்கள் இல்லாட்டி உங்களுடைய அட்டன்ஷனாக இருக்கள் இல்லாட்டியும் உங்களுடைய தாட் பேட்டர்ன்ஸில் எப்படி அந்த கேள்விகளை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு இன்ஸ்டண்ட்டாக ரோஸ் பண்ணிட்டுருக்கீங்க வச்சிக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இருந்தால் அவனும் இல்லை அந்த இருப்பு இவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா நீங்கள் பேசின பிறகு தானே எனக்கு தெரியுது நீங்கள் இந்த மாதிரி கேள்வியில் அந்த அட்டன்ஷன் வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு அந்த கேள்விக்குள்ள இந்த அளவுக்கு புரிஞ்சுன் இருக்கு அதுக்கு மேல விளக்கம் கிடைக்காததுனால நம்ம கிட்ட கேக்குறாரு அந்த மாதிரி இங்க வந்து ஆப்ஜெக்டிவா வந்து இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எல்லாமுமே வந்து மறைப்பு மறைப்பு என்ன அர்த்தம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வெளியில தேட ஆரம்பிச்சிட்டீங்க உள்ள தேடுறதுக்கு டேரக்ஷனே தப்பான டேரக்ஷன் ஆன்மாவை தேட வேண்டிய டைரக்ஷன் வந்து ஹார்ட்டில் தேடக்கூடாது உள்ளுக்குள்ள தேடணும் உள்ளுக்குள்ளே என்ன இந்த மாதிரி அந்த எண்ணமா இந்த கேள்வி வருது இல்ல இந்த தாட்டே வந்து எங்கேந்து வருது யாருக்கு வந்தது நாட்டுக்கு என்ன அடிப்படை அந்த இந்த இந்த தாட்டுக்கு கேள்வி தாட்டுக்கு சந்தேகம் ஒரு குழப்பம் ஒரு கிளாரிட்டி இல்லாத தன்மை சோ அது ஒரு உணர்ச்சி தானே இந்த உணர்ச்சி எங்கேருந்து வந்தது கரெக்டா யாருக்கு வந்தது அது ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி வந் வ வந்திருக்கே தவிர அந்த உணர்ச்சி நீங்கள் தான் ஃபீல் பண்ண முடியும் அந்த கேள்வியை அந்த சந்தேகத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் என்ன தெரியும் நீங்கள் நினைச்சுன்றது என்ன உன் நினைப்பு தான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்போம் நீங்கள் பேசினா தான் தெரியும் இந்த உலகத்தை பொறுத்த உள்ளுக்குள்ள எவ்வளோ சயின்ஸ் உள்ளே ஓடிந்துருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த பாவத்தோட அந்த அட்டென்ஷனோடு வரணும் இந்த நாட்டம் அந்த அட்டென்ஷனில் நான் என்ன சொல்கிறேன் இவர் வந்து மெய்ஞானு ஏதோ சொல்லின்னு இருக்காரு நம்ம ஒய்ஃபு என் ஒய்ஃபும் வந்து அதை கேட்டுருக்கா ஆறு மாசமாக இன்னைக்கு நம்ம வந்தோம் இவ்வளோ சயின்ஸ் இருக்கிறதே இப்போ தான் ஓப்பன் ஆகிருது உங்களுக்கே இப்போ ஓப்பன் ஆகிறதா இல்லையா உனக்கும் ஓப்பன் ஆகிறதா இல்லையா உனக்கு என்ன வயசு ஒன்பதாம் க்ளாஸ்னா பதினாலு வயசு நான் என்ன சொல்லிட்டுருக்கேன்னா பன்னெண்டு வயசுலேருந்து இன்னர் சயின்ஸுன்னு உலகம் பூரா இருக்கிற குழந்தைகளுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும் பிகாஸ் வி ஹவ் வி ஹவ் ட்ரிஃப்டட் அபி எங்கோ போயிட்டோம் எங்கேயோ வெளில சுற்றின் இருக்கும் மேய்சிகிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ இப்போ இவனுக்கு வந்து இந்த கிளாரிட்டி போச்சுன்னா ஆமாம் உள்ளதான் இருக்கான்றது ஃபர்ஸ்ட் உண்மை அவனுக்கு போய்டும் கரெக்டா ஹேமந்த் எங்கிருக்கா உள்ள இருக்க ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிறது தான் உன்னுடைய இன்னிக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு அதில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது யார் உள்ளே இருக்கிற ஹேமந்த் இப்போ உள்ளே இருக்கிற ஹேமந்தனி கோரா பாத்து நூத்துக்கு நூறு வாங்கிடுவா இல்ல ஏன்னா உள்ளே அந்த கான்பிடன்ஸ் இருக்கும் எங்க எல்லாம் பிகின் ஆறுன்றது தெரிஞ்சுட்டா அதுலயே இவ்வளவு ஆசுவாசம் கிடைக்கிறது இவ்வளவு கான்பிடன்ஸ் கிடைக்கிறதுனா நம்ம வந்து எங்கேயோ வெளியில போயிட்டு மிஸ் பண்ணிட்டோம்ல இப்ப வந்து நீங்க சொல்றீங்க ஹார்ட் வந்து இங்க உடம்புக்குள்ள இருக்கு அந்த ஹார்ட் உடம்புக்குள்ள இருக்குன்றத தெரிஞ்சின்றது வந்து உங்க புத்தி தானே உங்க புத்திக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ரெண்டு வயசு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது நம்மளெலாம் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் என்ன லம்ப் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் போன்ஸா தான் இருந்திருப்போம் ஓடுவோம் ஆடுவோம் குதிப்போம் அதெல்லாம் தான் பண்ணிட்டு அங்க தெ இருந்து அதே போல இந்த மனம் வந்து தூக்கத்துல மறையிறது அப்புறம் உங்களுடைய விழிப்பு நிலையா சந்தேகங்களா குழப்பங்களா எந்தெந்த அளவுல சுந்தர் தேங்கி இருக்காரோ அந்த அளவுக்கு பிலிஃபுல மேல வச்சு நம்பிக்கையை வச்சு அதிலேயே கொஞ்சம் ஆன்மீகம் புரியுதா அதுல ஆன்மீகம் தானே கோயிலுக்கு போயிட்டு வருது அந்த அளவுக்கு ஆன்மீகம் புரியுதா அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகிடுது ஏன்னா இந்த ஆப்ஜெக்டிவிட்டி வந்ததுனாலே சப்ஜெக்டிவிட்டியை தேடுற ஒரு புத்தி அதாவது உள்பக்கம் திரும்பி பார்க்கற புத்தி இல்லைன்னாலே இங்க வந்து ஃபுல்லா கண்ணு கட்டப்பட்டு வெளில உங்களுக்குள்ள புகுந்துடும் பொருமா என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு ப்ராவ சொல்லுவான் ஆலை இல்லாத அதாவது சர்க்கரை ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்ப பூ தான் சர்க்கரை அந்த பூல கொஞ்சம் ஸ்வீட் இருக்குமா அந்த ஊர்ல சர்க்கரையே கிடைக்காதுன்னு வச்சு சர்க்கரையை டேஸ்ட் சர்க்கரை எப்படி இருக்கும்பான்னு கேட்டா அந்த இலுப்பூ ஒட்டி கிடக்கு பாரு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிப்பாருன்னா அப்ப அதுல தெரியற அந்த கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு பாத்தீங்களா ஓ சுகர் இப்படிதான் இருக்குமோ அந்த மாதிரி ஆலை இல்லாத ஊர்ல இழுப்ப பூ மாதிரி புத்தி பத்தி ஓடிதான் என்ன பிரயோஜனம் அந்த கிட்னி நன்னா இருந்தா தான் என்ன பிரயோஜனம் நீங்க ஆம்பளையா இருந்தா தான் என்ன பிரயோஜனம் அந்த பெரிய அப்படியே எழுந்து இத நம்பி நான் இது இதுலதான் நான் நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி உங்க விழிப்புணர் என்ன பிரயோஜனாங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது அவர் வந்து அதை நோக்கி பல கேள்விகள் இருந்து அமைதி நிலையில இருந்து அதுக்கப்புறம் ஞானத்தை அடைஞ்சார் அதுக்கப்புறம் வழியில பாத்தீங்கன்னா இப்போ ரமணர் அதே சித்தாந்தம் பையனுக்கு படிப்பு வைக்கணும் வாழ்க்கை இருக்கு இந்த ஓட்டத்துல எப்படி என்னோட தேடல்ல நான் ஆரம்பிக்க முடியும் என்னால இந்த உண்மை வந்து தாக்குறதா இல்லையா கண்டிப்பா தாக்குது நான் சொல்றதே என்ன தூக்கத்தில் இந்த மாதிரியா விஞ்ஞானமயமான இதோ இதை வேலை பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படின்றதுலாம் கூட எந்த காலமுமே வித்தியாசம் இல்லாமல் அங்கே இல்லாமல் இருக்குல்ல புத்தரும் அவருடைய ஆழ்ந்த உறக்கத்தில் ரெண்டாயிரத்து வருஷம் முன்னாடி தூங்கிருப்பார் ரமண மகிர்ஷியும் ஒரு நாள் வந்து பதினஞ்சாவது வயசுல மரண அனுபவம் வந்தது அதுலேருந்து அந்த பொருள் அந்த பொருள் அந்த பொருள்ன்றதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ உள்ள இருக்குது அது உள்ளே இருக்கு சோ இருக்கு இருப்பே அதனுடைய தன்மை ஃபர்ஸ்ட் தன்மை அதனுடைய இருப்பு சோ இதை உணர்ந்தவர் தான் இப்ப ரெண்டாயிரத்தி வருஷம் முன்னாடி அவரும் தூங்கி அவரும் ஞானம் ஒரு எவ்வளோ எண்பது வயசோ எண்பத்தஞ்சு வயசோ வாழ்ந்திருக்காரு தினம் வந்து அந்த உணர்வுலயே வாழ்ந்திருக்காரு நம்ம பகவானை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதி இருந்தோமே ஆயிரத்தி எட்ணூத்தி இருந்து உணர்ந்த நாள் இது ஆயிரத்தி எட்நூத்தி வந்து இதுக்கு வந்தார் திருவண்ணாமலைக்கு உணர்ந்தவுடனே அங்க வந்துட்டார் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அம்பத்தஞ்சு வருஷம் அந்த பொருளாவே வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்காரு அதுவாவே வாழ்ந்து காமிச்சிருக்காரு அதான் ஸ்லோகம் சொல்றது ஏகமேவா அத்வித்தீயம் சத்து நாம ரூப நாம ரூபாய் அதாவது அது வந்து சத்பொருள் வெறும் எருப்பு பொருள் சத்துன்னா சத்தியம் ஆமா இப்ப நம்ம இந்த ரூம்ல வந்து நம்ம எல்லாரும் இருக்கோம் நம்ம இல்லாம இந்த ரூம்ல இருந்த வெட்டவேலி இருந்தது கொஞ்ச நேரம் இந்த வெட்டவேலிங் பிக் பேங்க் முன்னாடி இருந்ததா இல்லையா இருப்பு இருந்ததா இல்லையா அது என்ன இருப்பு கூட கிடையாது பொறுமா அந்த மாதிரி அந்த சத்துன்றது மனித மனத்தில் நாம ரூபங்களா இருக்கு மனித மனத்துல தான் இருக்கு ஒரு இதுக்கு வந்து மாடுக்கு இருக்கு மாடுக்கு வந்து அது ஆகாரமா தான் தெரியுதுக்கு தான் தெரியுது இல்லையா திருப்பிடுச்சு இப்ப நம்ம வந்து அதுக்கு என்ன தனியா இப்ப மெடிடேஷன் பண்ணணும் இல்ல பூஜை பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல அதுதான் அதுக்கு திருப்பி என்ன உள்ள போனோம்னாலே உள் பூரா அந்த நடுல அட உள்ளுன்னா என்ன அர்த்தம் இந்த இந்த ஸ்லோகத்தையும் எழுதிடுறேன் ஏகமேவா அத்வித்தீயம் சத்து நாமரூபபரிதம் சிருஷ்டிஹே புராதுனா அபி அசிய என்னா ஆழ்ந்த வருல இருக்க மாதிரியான நாமே அற்ற நீங்க கேட்ட இல்ல நாம் மனம் கொண்ட மனிதன் போட்டாங்க இந்த நாமரூபங்களை கடந்து ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு இருக்கு சத்தியம் இருக்கு தனி வடிவம் இல்லை இருக்கு வடிவம் தானே ஃபார்ம் ரூபம் அப்புறம் அதை நினைக்கிறவ மனிதம் தானே நம்மளுக்கு தானே வேர்ட்ஸ் ஒரு மாட்டுக்கு வேர்ட்ஸே இல்லையே வேர்ட்ஸே இல்லாமல் அதுவும் எல்லாம் மூன்று நிலைகளில் வாழ்ந்து அதுவும் அப்படியே வந்து வந்து போயின்னு இருக்கு எல்லாம் எல்லாம் பிரபஞ்சமே மொத்த பிரபஞ்சமுமே எல்லா இயக்கங்களுக்கு மாட்டின்னு தனி மனம் இல்லாமல் புரியுதா அப்படின்னா டோட்டாலிட்டியில இருக்குன்னு அர்த்தம் ஆஹ் சொல்றது நல்ல விளங்க ஒரு ஒரு விதை வந்து அஞ்சு பூதங்களுக்குள்ள ஒன்னாவே மெர்ஜாய் கிடக்கோ வெளியில இருக்கும் போதும் ஒரு தனியா தூள் ஒரு தனியா இது வெதை தனியாக அது இருக்கும் பொழுது கூட வந்து அஞ்சு பூதங்களில் இருக்குது உள்ளே அது விதைக்கப்படும் பொழுதும் ப்ராசஸிங்க்கும் எல்லாத்தோடையும் அதை அதோடய சாரத்தை எடுத்துகிட்டு கொத்தமல்லி செடியாக அப்படியே முளை விடுறது இல்லையா அப்படின்னா எல்லாத்துக்குள்ளையும் வந்து அவைகள் பொருட்களாக காட்சி கொடுத்தாலும் தனிமை இல்லை அஞ்சு பூதத்தினோட சக்தியும் இருக்குது அப்புறம் ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து அவைகளை வந்து முன்னோக்கி முன்னோக்கி முன்னோக்கி என்ன என்ன அது விதையாவது அப்படி வந்து பிரபஞ்சம் பூரா இருக்கிற எல்லாம் என்ன மூலமா தன்னை எக்ஸ்டிங் பண்ணிட்டு இருக்கு திருப்பி மேட்டர் என்ன அப்படியே டிசப்பியர் ஆகுது திருப்பி இதுவாக போடுது சக்தியாக போடுது ஃபோர்ஸஸாக போடுது இந்த சக்தியும் மேட்டரும் புரியுதுங்களா மெட்டீரியல் மூமெண்ட்ஸும் இது ரெண்டுமே வந்து மனமே அந்த மனத்துக்கும் வந்து தனி இருப்பு இல்லை அது எங்க இருக்குன்னா சூப்ரீம் சத்துல இருக்கு அதனால தான் ஏக்கம்னு சொல்றார் தலைன்னு சொல்லல அண்ட பேரண்டங்கள் தான் சத்துன்னு சொல்லலை ஆ ஆமா ஆனா அப்படி சொல்லிதானே இப்போ நம்ம இதுவாயிடுத்து ஒரு காலத்துல சூரியனை வழிபட்டாங்க ஒரு காலத்துல ஸ்பேஸ வழிபட்டாங்க ஒரு காலத்துல காத்த வழிபட்டாங்க வித விதமா மனிதன் அவன் மெச்சூரிட்டிக்கு மெச்சூரிட்டியை மெச்சூரிட்டியே திருப்பி வந்து புத்தி வருது கரெக்டா ஒப்பிட்டு ஒப்பிட்டு வருது இவன் வந்து போன வருஷம் எட்டாம் கிளாஸ் படிச்சிருந்தான் இந்த வருஷம் ஒன்பதாம் கிளாஸ் கரெக்டா அது அது தன்னை அப்படியே பாதிக்கிறது நான் ஒன்பதாம் கிளாஸ் உட்கார முடியும் என்னுடைய இன்டெலிஜென்ஸுக்கு ஒன்றுமே எதுவே இல்லைன்னா ஒரு வள்ளலார் அப்படி தான் எனக்கு ஸ்கூல் படிப்பு இது என்ன இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க தமிழை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ஸ்பிரிட் பயங்கரமாக இருக்கு ஒரு ஏழு எட்டு வயசுக்கெல்லாம் கவிதையாக கொட்டுறது உலகமே டீச் பண்ணுறது இயற்கையெல்லாம் டீச் பண்ணுறது எல்லாம் ஞானம் புதிச்சுன்னு இருக்கு என்ன ஞா மெய்ஞானம் புதிச்சுன்னு இருக்கு புத்தருக்கு மெய்ஞானம் புதிக்கிறது ரமணருக்கு மெய்ஞானம் புதிக்கிறது மீன் ஞானம்ன்றது என்ன உள்ள பத்திய ஞானம் உள்ள என்னென்ன இந்த கடந்து புத்திய கடந்து இருக்கிறது புத்தி தான் முடிச்சுக்கிறோம் விஞ்ஞானி குவான்டம் ஃபீல்ட வந்து என்னமோ பெரிய ரெவலூஷன் நாளைக்கு கொடுக்க போறாருன்னா கூட அவர் புத்தில இருந்து என்ன வரப்படுது அந்த புத்தியே தூங்கிட்டு இருந்தது இல்லையா அந்த சயின்ஸ் பெருசா இவர் புத்தி மூலமா உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி திருப்பி புத்தி மூலமா வந்ததுல தானே நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் எல்லாரும் நம்ம உண்மையை கோட்டை விட்டோம்ல அந்த உள் உண்மையை அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இதை வந்து குற்றம் சொல்லல பட்டு முக்கியமானதை கோட்டை விட்டுட்டோன்ற இந்த ப்ராசஸ்ல டிஜெனரேஷன் ஆயிட்டோம் டீஜெனரேஷன் புரியுதா எங்கயோ செதஞ்சு போயிட்டோம் எல்லாம் தேவைதான் ராக்கெட் சயின்ஸ் வேணும் பட்டு அங்கேயும் நீ போய் காலனைஸ் பண்ணி அங்கே போய் வாழப்பறியா மார்சில் வாழுவ திருப்பி அது கொண்டு ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கணும் அங்கேயும் வந்து உன்னுடைய மனம் வந்து மறைகிற ஸ்திதியும் ஒன்றுக்குமே ஸ்பேஸுக்கு போனவங்க கூட தூங்குறாங்கல டேப்லெட்டை போட்டு கேட்டா சாப்பாடே டேப்லெட் தான் ஸ்பேஸில் போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அங்கேயும் தூங்குறாங்கல்ல அது என்னது அது தூக்கம் டெத்து கோமா நான்கான்சியஸா மயக்க மட்டு விடுறது அப்புறம் மெய்ஞானிகளோட உணர்ந்த சகஜ வாழ்க்கைய அவங்க அதுலயே இருக்காங்க இதெல்லாம் கோட்டை விட்டு விட்டோம் அதனால தான் நான் சொல்றேன் பன்னெண்டாவது பன்னெண்டாங்குல பன்னெண்டு வயசுலேருந்து ஆரம்பிச்சோம்னோம் இந்த சயின்ஸை அட்லீஸ்ட் குறைஞ்சது வேர்ல்ட் ஓவர் வேர்ல்ட் ஓவர் ஒரு பையனுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் மொபைலை பற்றி தெரியும் டப்பு டப்பு டப்பு கேமை போட்டு இன்னொன்னுமோ ஆர்டிஃபிஷியலாக ஒரு கேமை உருவாக்கி கொடுக்குறான் ஒன்று ஒன்று ஒன்று ஆடாடுன்னு ஆடிட்டுருக்கான் இவன் விரல் அப்படி தொடும்பொழுது அந்த சென்சாரில் பட்டு கீழே இருக்கிற அந்த சென்சார் வந்து ஓப்பன் ஆகி அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறது அது மூலமாக அந்த கேமே வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் ஆப்ஜெக்டிவாக புத்திக்கு வந்து சொல்லிக் கொடுத்து உடனே அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறோம் தொடர விரலுக்கு பின்னாடி நினைக்கிற மனம் என்ன அந்த தாட்ஸ் என்ன அந்த மாதிரியான இன்னைக்கு எல்லாம் போய் நல்லா விளையாடணும் அப்பா அம்மா ஊரில் இல்லை இன்னைக்கு பூரா நம்ம லேப்டாப்பில் உட்காந்துடும் இல்லாட்டி மொபைலில் உட்காந்துடும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு வராங்களா இல்லையா பசங்க சரி அந்த கங்கணம் கட்டிக்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் எங்கிருந்து வருது அதை வந்து அந்த மாதிரி பாவமா எண்ணமா மாத்தி பண் பண்ற டிரைவ் பண்ற அந்த புத்தி ப்ராசஸர் புரியுதுங்களா இந்த கவனம் இப்படி மொபைல ப்ராசஸார் இருக்குல்ல ஒரு ஆப்புக்கும் டிரைவ் இருக்குல்ல ஒரு டிரைவர் டிரைவர் நாட் இன்ஸ்டால் வருமா இல்லையா அது டிரைவர் இன்ஸ்டால் ஆனால் ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி புத்தியில கவனங்கள் நாட்டங்கள் மாறி மாறி மாறி மாறி எல்லா ஹியூமன் பீங்ஸா எழுநூத்தி கோடி மக்கள் வந்து ஆப்ஜெக்டிஃபைடு ஃபீல்டுல அப்படியே என்ன பண்றது இதுல என்ன பண் என்ன நான் அப்படின்னே தெரியாம வெளியில இருக்கிறதுல மாட்டின்னு இல்லையா அது ஜடம் அது வேற புரியுதா நீங்க என்ன சூறத்தனம் பண்ணாலும் சேர்ந்து நீங்களே காணும்ல அப்படின்னா எந்த பண்ணணும்னா வந்து சின்ன பசங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும் இது வந்து சயின்ஸ் இந்த சயின்ஸ் வந்து இன்னர் சயின்ஸ் இந்த சயின்ஸ் அபவுட் அதனால தான் இது அப்படியே இந்த பகவான் ரமண மகரிஷி நாற்பது சைடுல கொடுத்து இந்த பிரம்மாண்டமான சயின்ஸ் வந்து நாற்பது சைடுல இருக்குன்னு உள்ளதே நாற்பது செயல்களில் பொறுமா இங்க உண்மையா இருக்கிறது உள்ளதுன்னா என்ன அர்த்தம் உண்மையா உள்ளதுன்னு அர்த்தம் அப்படின்னா நீங்க நான் என்ன மனத்தினுடைய ஹார்ட் பாப்கார்ன் மாதிரி புரிஞ்சுருக்கு புரியுதா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த வயசாகட்டும் அதுல டெத்து ஒண்ணு தூக்கம் ஒண்ணு கனவு ஒன்று அப்படின்னு அந்த கான்ஷியஸ்னஸ் மனன்ற கான்ஷியஸ்னஸ்ஸு என்னென்னத்துக்கும் மாறி மாறி மாறி போயிட்டுருக்கு பூச்சியாக இருக்குது நம்மளாலே பட்டாம்பூச்சியை பார்க்குறோம் மாடை பார்க்குறோம் ஆடை பார்க்குறோம் வித விதமான இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ எல்லாமுமே கான்சியஸ்னஸ்னுடைய அடைப்பட்ட டப்பாக்குள்ள அடைப்பட்ட மாதிரி கூண்டுக்குள்ளே அடைப்பட்ட அடைப்பட்ட கான்சியஸ்னஸ் அடைப்பட்ட உணர்வு உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் உண்மையல்ல அதை நீ வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீ உள்ளதான் போகணும் இன்னர் சயின்ஸு தெரிஞ்சுட்டு ஆகணும் ஆன்ம ஞானம் அதனாலதான் வந்து ஆன்ம விஞ்ஞானம்னே போட்டிருக்கேன் இந்த ஆன்ம விஞ்ஞானத்தை பன்னெண்டாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டு வயசுலேருந்து அது ஆறாம் கிளாஸோ ஏழாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ அதுலேருந்து எலிஜிபிலிட்டி வந்துடுது அது வரைக்கும் அது விளையாடணும் குழந்தைகள் விளையாடணும் அப்போது ஒன்னோ ரெண்டு பீரியடாவது கற்றுக் கொடுக்கணும் இந்த சயின்ஸை உலகம் பூரா எல்லா லேங்குவேஜஸ்லையும் ஏன்னா எல்லாருக்குள்ளையும் நிதர்சனமாக நடக்கிறது இது என்னுடைய கற்பனை இல்லை வரும் பண்றன் யாரு உள்ளதான் போயிண்டே இருக்கணுங்க அதனாலதான் தமிழ்நாட்டினுடைய ஒரே வார்த்தை என்ன காடுன்றதுக்கு தமிழ்நாட்டுல என்ன சொல்றா கடவுள் அது என்னது இதுவா இஸ் இட் இன் நவுன் என்னது நீங்க வந்துட்டு தூங்கும் போது நம்ம அந்த மெய்ஞானத்தை அடையறோம் சொன்னீங்க அப்போ தூங்கும் நிறைய பேர் தூக்கத்துல நடக்கிற அந்த வியாதி இருக்கு நிறைய பேருக்கு அது மட்டும் எப்படி நடக்குது அதுவும்லாமது பக்கன்ன போய் எழுப்புனா அவங்களோட அதாவது நடக்கிற வியாதி இருக்கிறவா அவன் நடந்துட்டே இருப்பான் திடீர்னு செத்தே போயிடுறான் ஹார்ட் அட்டாக் தோறது அதான் அது அது எல்லாமுமே மனம் பண்றதுப்பா மனம் மனம் வந்து தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிற விஷயங்கள்னுடைய விஷயங்கள் தானேப்பா நம்ம எழுந்துக்கிறோம் எதுக்கு எழுதுக்கிறான் ால எத ஞி நினைவு கூர்ந்து நல்லா சொல்லு தத்துரூபமா சொல்லு இப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி போனோன்னு ஞாபகம் எனக்கு ஒரு கனவு வந்தது அப்போ நான் அம்மா பேச வீட்டுக்குள்ள இதை பத்தி ரெண்டு நாளா இருக்கேன் உனக்கு வந்து அந்த ஒருமந்தாவே மறைத்து உன்னை எழும்ப வைத்தது அந்த நினைவுகள் தானே அந்த நினைவுகளுக்கு முன்னாடி அது வந்து உறங்கி கொண்டு அந்த நினைவுகள் இல்லாம அந்த பாஸ் மாதிரி ஒன்னு இருந்தது இல்ல அந்த பாஸ் மாதிரி இருந்தத நம்ம உள்ளே போனாதானே தெரியும் அது என்ன பாஸ்பீரியன்ட்டு அதுக்கு தான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் கடை உள்கடை அப்படின்னு என்ன நீ நினைவுகளை கிடக்கணும் உனக்கு நினைவு தானே எழுப்புத்து நினைவுக்கு முன்னாடி வந்து அந்த உடம்பாகவே அந்த நினைவு இருந்திருக்கு இல்லை அந்த பாவமாக அந்த அட்டன் அட்டன்டிவிட்டியாக அவங்க பேசினதெல்லாம் அவனுடைய உணர்ச்சி வந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஹேமந்தின்ற ஒரு தனி உணர்ச்சி எழுந்துக்கிறதுக்கு உடம்பு மூலமா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அங்க இல்லாம இருந்தது இல்லை ஆனா கரெக்டா நீ எந்த அளவுக்கு அதை வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியோ சரி அம்மா போகணுன்றா அப்பாவும் வரையன்றா ஸோ விமாரோ வி ஆர் கோயிங் டு கோ டுமாரோ அப்படின்லாம் நீ வந்து ஒரு ரிசால் ரிசல்யூஷன் மாதிரி உங்ககிட்ட ஒரு ஒரு செட் இல்ல சரி காத்தால படுத்துருவோம் நைட் படுத்துருவோம் அப்படின்னு அப்ப இங்கேயோ பாஸ்பீரிய்க்கு போயிடுற ஒரு ஆபிலிவி எனக்கு போயிடுற பேர் இருட்டுக்கு போயிடுற கரெக்டா அப்புறம் மல்லவா திடீர்னு வந்து அதுதான் சுவிட்ச் போடுறது அது என்ன சொல்றாங்க ஒரு விஷயம் ஒரு இஷ்யூ அது கரெக்டா உன்னுடைய மனத்துல பதிஞ்ச ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூ வந்து நல்ல வீரியத்தோட உள்ள உட்காந்துருக்கு ஆனா அது எங்க உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மனம் ஆனா அந்த மனமே கூட வந்து அந்த இஷ்யூஸோட சேர்ந்து அன்ப இருக்கு தூக்கமா போருமா அங்க இப்ப வந்து பல்பா எரிய பல்பா வரல சுவி ஆனா அங்க இருக்கா இல்லையா கரண்ட் எட்ஜில் எல்லாம் வெளியில இருக்கு ஜடமா இருக்கு அதனாலதான் பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாமுமே ஜடம் பொருமா எல்லாம் வந்து அதுக்கு வந்து உள்ளேந்து கரண்ட் போல இருக்கிற தனக்குன்னு வடிவம் இல்லாத பியூர் இன்டெலிஜென்ஸ் பியூர் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த நடுவுல வந்து சித்தம்னு ஒண்ணு இருக்கு அதாவது வந்து அது அதாவது சித்து சித்துன்னா இன்டெலிஜென்ஸு அது வந்து விஷயத்தோட வந்து சேரும் பொழுது விஷய வாசனை தான் வந்து என்ன பண்றது அத டிரா பண்றது கரண்டையே புரியுதா கரண்டை ட்ரா பண்றது ஆட்டோ பயாலஜிக்கலா நடக்கிறது நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இல்லாட்டி மார்ஸில் வந்து ஒரு லேண்ட் ரோவர் இந்த சோலார் பேனல்ஸ் இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் ரிமோட்டில் இங்கேருந்து ரிமோட்லேருந்து நாசா சயின்டிஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா அது தானே ஓப்பன் ஆயிடுது ஸோ புத்தியுள்ள ஒருவன் வந்து இந்த சிக்னல்ஸை கொடுத்துருக்கேன் அதை வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு செட் பண்ண அந்த பேனல் கரெக்டாக அந்த லொக்கேஷன்ல மார்சுல சூரிய வெளிச்சம் இந்த சமயத்துல பீக்கில் இருக்கும்பொழுது இது ஓப்பன் ஆகணும் அப்படின்றது மொதக்கொண்டு அவர் டிசைட் பண்றாரா இல்லை இங்கே உட்காந்துட்டு அப்படின்னா மார்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குதானே அர்த்தம் புத்திக்குள்ள இருக்குது தானே அர்த்தம் அந்த புத்தியே வந்து அங்கே போகிறதுனா அதுக்குள்ள எல்லாமே புத்தியோட சேர்ந்து பிரபஞ்சம் இருக்குன்னு அர்த்தமா இல்லையா கரெக்டா இல்லையா நம்ம நம்மளும் குவாண்டம் தான் பேசுகிறோம் குவாண்டம் இன்ஜினியரிங் தான் பேசுறோம் ஆன்ம ஞானம்னா உடனே மட்டமா நினைக்கிற அளவுக்கு இங்க ஒதுக்கிட்டாங்க வேற என்னவோ பேசி கெடுத்து விட்டுட்டா புரியுதா கெடுத்து குட்டி சவராக்கிட்டாங்க விலகே போய் அப்படி குருட குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடுற மாதிரி எழுநூத்தி ஐம்பது கோடி மக்கள் எழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து ஹேமந்த் வந்து ஹேமந்த் ஒரு பிறவி ஹேமந்த் ஒரு பாய் நைன்த் படிக்கிற பாய் புரியுதா இதெல்லாம் உன்னுடைய ஓன் வந்து இதே மாதிரி விஷய வாசனை மாதிரி நீ இன்னைக்கு வரணுன்றது எப்படி உன்னை எழுப்பித்துன்னு சொல்கிற அதே மாதிரி உன்னோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே உன்னுடைய ஐடியாஸு நீன்றதே நான் அப்புறம் என்ன என்னால் என்னோட என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எல்லா அட்ஜெண்ட்ஸோட பர்சனல் ப்ரோன் ஒன்று அர்ஜென்ஸோட வந்து விஷயங்கள் எல்லாம் வந்து வீரியத்தோடு வச்சுருக்கோம் சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் மொபைலில் எனக்கு வந்து ஒய்பை கனெக்ஷன் இருந்தால் மற்றரும் அப்டேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும் கொடுத்துருப்போம் பேட்ரியில் பண்ணால் அதெல்லாம் கொடுத்துருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தனித்தனி ஆப் மாதிரி செல்ஃப் ரெக்கார்டிங் பாது எங்க நடக்குதுன்னு பார்த்தா ஆன்ம பொருள் மனமா இருந்து இனி என்ன மனமா இருக்க மனத்தை விசாரிக்கல புரியுதா விசாரிக்கலாம் ரெக்கார்டிங் ஓல்டுதா இப்ப எல்லாம் சிசிடிவி கேமரா வைக்கிறா இல்ல ட்வெண்ட்டி போர் பை செவன் அந்த ஜங்க்ஷன்ஸ்ல அப்படியே எடுத்துட்டே இருக்கும் ஆளே இல்லாம மிட் கூட எடுத்துட்டு இருக்குமா இல்லையா நூறு ஸ்பேஸ பாத்து இருக்கும் இல்லையா இல்ல ஜடம் தானே தானே அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் மனத்தை ஜட இயக்கம் ஜட இயக்கங்களோடயே புரண்டு இந்த சைடு ஆப்டிடு ஃபீல்டுலயே விஷயங்கள்லயே போட்டு போட்டு மூழ்கி அதை மறத்து பண்ணி யந்திரம் போலதான் பிறவியே நடக்குறது போருமா இப்ப நீ வந்து அந்த ஆளை பத்தி கேட்ட தூக்கத்துல நடக்கிற வியாதி அவருக்கு அவருக்கு வந்து கண்ணை திறந்துன்னு எழுந்து போறாரு மனத்துல நடக்கிறாரு அவரு புரியுதா கனவுல நீ போ இல்ல கனவுல நீ வந்து உன் ஃப்ரெண்டோட உங்க ரிலேட்டிவ்ஸோட கல்யாணத்துக்கு போனது வந்தது விளையாடுனது கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடுனது எல்லாம் கனவாவும் வருது இல்லை தத்துருவா இருக்க பெரிய கிரிக்கெட் ஃபீல்டு அங்க இருக்கா இல்லையா ஐயோ கேட்சை விட்டுட்டானேன்னு கத்துறையா இல்லையா கனவுல சீரியஸா கத்துறா இல்லையா அதனால நீங்கள் தோத்தே போறீங்களா இல்லையா துக்கமா எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கனவா இருக்கா இல்லையா அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டமும் வந்து கனவு. மனத்தனுடைய கனவுட் கனவு அந்த அதை மெய்ப்பிக்கிறதுக்கு தான் என்ன பண்றது கனவாகவே வருது என்ன பண்ணுறது இப்போ வந்து நீ யோசிச்சு இப்போ வந்து இது என்னுடைய கேள்வின்னு கேட்குற கரெக்டா இது என்னுடைய சந்தேகம் அப்படின்னு என்னுடையன்றதுல என்ன பண்ணுற இதுதான் ஹேமந்த் மாதிரியும் அதுக்குள்ள அதுக்குள்ள வெளிலலாம் மாதிரியும் அதுக்கு இந்த சந்தேகம் வந்தால் மாதிரியும் அது கூட சத்தியம் மாதிரி நினைச்சின்னு கேட்குற கனவில் வந்து என்ன யார் வந்து அந்த கிரிக்கெட்டை விளையாடுறா யார் வந்து தூத்துட்டா மாதிரி துக்கப்படுறா யார் தேவையில்லாம அங்க ஒரு மாயாஜால அதுவும் நடக்கிறதா இல்லையா அதனால இந்த இதுவும் அந்த புரிய தனக்கு அப்புறம் தெரிஞ்ச கனவா போறது ஒரு கிரிக்கெட்ல தோத்துட்டா மாதிரியோ ஏதோ சம்திங் அப்படி நடக்கிறது அப்புறம் இன்னொன்று என்ன இந்த ரெண்டு விஷயங்களுமே இல்லாதப்போ அதாவது மெச்சூர் ஆகலை இதெல்லாம் மெச்சூரான விஷயங்கள் புரியுதா மெச்சூரான புரிமா இன்னைக்கு இங்கே வரப்போறேன்றது நேத்தி வரைக்கும் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அது கரெக்டா ஏன்னா நேத்திக்கு வந்து இது நாளை கரெக்டா நாளைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிளம்புறதெல்லாம் விசுவலைஸ் பண்ணி ஒரு ரியாலிட்டி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி உள்ள பதிச்சு நிறுத்து நிஜமாவே நாளைன்றது இன்னையே இல்லை அதனாலதான் டைம் இஸ்யூஷன் டைம் இஸ் எ கோ கோடை கூடவே வந்து அந்த அரங்கத்தில் நடக்கிறதெல்லாம் நம்ம மனத்தில் நடக்கிறதெல்லாம் சத்தியமாக்கின்றது உள்ள நடக்கிறதையும் சத்தியமாக்குறது வெளியில என்னமோ அது ஒரு தனி சத்தியம் மாதிரியும் நிறைய குழப்பங்கள் சேர்ந்தது பேர் மனம் அத விசாரிக்கப்பட்டால் அதை விசாரிக்கிறது பேர் உள்ளுக்குள்ள தன்னை தேடும்பொழுதான் அந்த விசாரணை டீப் ஆகும் தன்னைன்றது யாரு இந்த மனத்துக்குள்ளேயே யாரு இருக்கா யாருக்கு யார் வந்து அந்த தூக்கத்துல இல்லாம போனா யார் இந்த உணர்ச்சியோட இங்க போகணும்ன்ற நினைப்பே அவரை எழுப்ப வச்சது அதுக்கப்புறம் சப்சிகண்டா எல்லா மீதியெல்லாம் வந்துடுது இதுக்கெல்லாம் சார்ஜ் கிடைச்சது எங்கேருந்து கிடைக்கிறது எல்லாத்துக்குமே மனத்துக்கூட சார்ஜ் வந்து டீப் ஸ்லீப்லேருந்து தான் டீப் ஸ்லீப் மாதிரி இருக்கிற இப்போவும் இருக்கிற எப்பவுமே காலத்தாலேயும் தேசத்தாலேயும் கட்டுப்படாத ஒரு இன்டெலிஜென்ஸ் அதை தான் ஏக்கம்ன்றார் ஒன்லி ஒன் சிங்குலாரிட்டி ஏக்கமேவா அத்வித்தியம் இரண்டது ஒரே உண்மைதான் இரண்டு அற்றது அது டைமும் கிடையாது ஸ்பேஸும் கிடையாது ஸ்பேஸுனால்தான் டைமு ஸ்பேஸே கிடையாது விளையாடின கிரிக்கெட் கிரவுண்டு உன்னுடைய கனவுல அந்த மனம்னு சொல்லப்படுறது இந்த உடம்பு கிடையாது ஆனா தனியா பெரிய கிரிக்கெட் பிச்சே வருது கிரிக்கெட் கிரவுண்டே வருது நிறைய ஆடியன்ஸ் எல்லாம் நிற்கிறா ரசிகர்கள்லாம் நிற்கிறா நீ ஆடுறதை பார்த்து அவெல்லாம் ஒரே குதிக்கிறா கிளாப் பண்றா கரெக்டா இதெல்லாம் கனவு எப்படி வருது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்பேஸ் எப்படி வருது அதே மாதிரிதான் இப்போ கூட இவ்வளவெல்லாம் வந்து நம்ம விசாரிக்கணுன்றது கிடையாது இதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது ஜஸ்ட் தூக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் பூரணமாக இருக்கேன் இந்த நான் இல்லையே அப்படின்னா இதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு இது இல்லை லோக்க ஸ்டாண்டி கிடையாது இதுக்கு ரியாலிட்டி கிடையாது அப்படின்றதுக்கு நம்ம வந்து உள்ளதானே போனோம் அந்த திங்கர்கிட்டயே நிற்கணும் யார் வந்து உங்ககிட்ட வந்து அந்த யோசனையை கொண்டு வந்தாலும் அந்த ஹேமந்த் யாரு யாருக்கு இப்ப வந்து அந்த ஃபெயில்யூர் ஹூ லாஸ்ட் த மேட்ச் அப் என்ன ஒன் ஹூ லாஸ்ட் ஒன்லி இஸ் அண்டர் கிரீப் இல்லையா அவனுக்கு தானே அந்த துக்கம் ஸோ துக்கத்துக்கு காரணமாக இருக்கிற அவனே யாரு கனவை வந்து நம்ம தள்ளிடுவோம் நனவை நம்ம தள்ள முடியாத அளவுக்கு நாமே அதுவாக இருக்கும் இல்லையா எண்ணங்களாகவும் இருக்கும் அதுக்கு அடிப்படையான இருக்கிற உணர்ச்சிகளாகவும் இருக்கும் அந்த நாட்டமாக இருக்கிற கவனமாகவும் இருக்கும் இதை பண்ணாதான் என்னமோ நம்மளுக்கு தீர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இயக்கப்பட்டு இருக்கும் உண்மை தெரியாதனால இயக்கப்பட்டு இருக்கோம் ஸோ உண்மையை தேடு புரியுதா உண்மையை நாடு உண்மையை தேடு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல சொல்லிடுறேன் இப்போ நீங்க சொன்னீங்க ஏகம் ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி ஒரு ஸ்பார்க்ல இல்லாம அவனே அனைத்தும் அனைத்தும் அவனே ஆஹ் இப்போ நம்ம எந்த அளவுக்கு இதுல ஊறி போயிருக்கோம்னா இவரு கேட்ட கேள்வியே இவர்கிட்ட இருந்து இவ்வளவு மனம்னா என்னன்னு ஆப்ஜெக்டா தான் ட்ரை பண்றாங்க இப்போ மனம்னா அதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும் அப்படின்னு தான் மெடிடேஷன் பண்ணும்போதும் அப்சர்வ் பண்ற இங்க இருந்து நீங்க சொன்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும்போது ஒவ்வொரு டைமும் உணர்ச்சிக்கு போயிட்டு அது யாரு நீங்க சொல்லி இருக்கீங்க வரும் உடத்துல ப்ராப்ளம் வரும் உட்காந்துட்டு இருக்கேன் இருந்துட்டே இருக்கு இப்போ இவங்க ஐயா கூட சொன்னாங்க நான் நான் அதே தாட்ல ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா இப்படி அதாவது அதை அதை பத்தி வந்து அதை பத்திய நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் லெவல் நம்பிக்கையை வந்து சச்சங்கம் கொடுக்கறது சச்சங்கம் கொடுக்கறது சச்சங்கம் என்ன சயின்டிஃபிக் சயின்ஸை சொல்றது எல்லாத்தோட சயின்ஸும் இதுக்குள்ள இருக்குன்னா ஒன்று சொல்றாரு பிசிக்கல் சயின்சஸ்க்கெல்லாம் கூட கொடுக்குறாரு டெஃபினேஷன் இங்கே துவைத்தமா இருக்கிற நானு உலகம் நானு க கடவுள்னு ஏதோ ஆப்ஜெக்டிஃபைடு கடவுள் ஃபீல்டு நானு குரு குரு கூட ஆப்ஜெக்டிஃபைடு ஃபீல்டு கிடையாது அவர் வந்து உங்களுடைய ஆன்மாவே சரிதா வெளியில உங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப ஏத்த மாதிரி அவர் வெளியில விளக்கம் சொல்ற குருவாகவும் வருவார் பிளஸ் நிஜமான ஃபீல்டே கொடுக்குற குருவாக வருவார் உங்களுடைய பாக்கியம் அப்படி இருக்கலாம் குரு சன்னிதி வந்தாதான் இது கிடைக்கும்ன்றது என்ன வேற எங்கேயும் கிடைக்காது வேற எங்கே கோவிலுக்கு போனால் எந்த எந்த தெய்வம் பேசணும் சொல்லுங்க நீங்கள் கண்ணை மூடின்னு உட்காந்து என்ன நீங்க கண்ண மொடின்னு கோவிலுல உட்காந்துன்னு அர்ச்சனை பண்ணுங்க ஆராதனை பண்ணுங்க உங்க சொத்தியே எழுதுவீங்க என்ன வேணா பண்ணுங்க அந்த கோவிலுக்கு உள்ள என்ன நடக்கும் ஆ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் சுவைக்கறி அறியுமோ நாதன் உள்ள இருக்கான் உள்கடந்த நிலையே நாதன் நிலை ஆன்ம தான் வந்து குரு உங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் வந்து இந்த என்னென்னமோ குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து இந்த சயின்ஸ் மூலமாவே இது ஒன்றும் இல்லாத சயின்ஸு இது ஆரம்ப சயின்ஸு உண்மையை பற்றிய இந்த ஏக்கம்ன்ற இந்த ஒரே ஒன் ஒன்றா இருக்கிற அந்த ஆழ்ந்த மாதிரி இருக்கிற அந்த பேரிருப்பு பேரறிவு பேர் உணர்வு இது இது வந்து நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம் அதுவாகவே இருந்துட்டு இருக்கோம் ஆனால் விழிச்ச பிறகு எங்கேயோ கோட்டை விட்டா பண்ணி அதை சாதகத்து மூலமாக அடையணும்லாம் நினைக்கிறோம் ஆனால் அதுக்கும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கடவுள்ன்ற வார்த்தையை கொடுத்து அங்கங்கே கோவில்களாக ஸ்தாபிச்சு இந்து மதத்தில் அங்கங்கே நம்ம கிருஷ்ணாவதாரத்துலேருந்து ராமாவதாரத்துலேருந்து எல்லா தெய்வங்களா நரசிம்மமூர்த்தியிலேருந்து சகல பிரம்மா விஷ்ணு சிவன்லேருந்து அத்தனை பேரையும் அங்கங்கே ஸ்தாபிச்சு அது மூலமா என்ன சொல்கிறாங்க உண்மையை இங்கே எப்படி நான் கோவிலில் உள்ள இன்னர்மோஸ்டு சாங்டம் சாங்டரம்ல அதை பதிச்சிருக்கேன் அதை சுற்றி அஞ்சு பிரகாரம் வச்சுருக்கேன் அஞ்சு கோஷங்கள் மாதிரி கரெக்டா ஒண்ணு ஒண்ணும் அப்புறம் வெளியில உலகமே இருக்கு கோபுரத்துக்கு வெளியில உலகமே பிரம்மாண்டமான உலகம் என்ன டிஸ்ட்ராஷன் சமஷ்டி மாயா நம்மளுக்கு அங்க கோபுரத்துக்கு வெளியில உலகமாகவும் நம்மளை குழப்பின் நீ இந்த உள்ளயே கடக்கணும்னா நேர நம்பிக்கை கொள் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ண வேண்டியதா நம்பிக்கை கொள் உள்ளுக்குள்ள உனக்குள்ள இருக்கிறது வந்து அந்த பொருள் உள் கடந்து உன் புத்தியும் கடந்தேன்னா அங்கே ஒன்றும் இல்லாம தான் இருக்கும் இப்போ நீங்க கரெக்டாக சொன்னீங்க தியானத்தில் கரெக்டாக யாருக்கு இந்த தாட்ஸ் அப்படின்னு அந்த திங்கரை ஒரு செகண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் கொண்டு வந்தீங்கன்னா எவ்ரி திங் வேனிஷஸ் அது வேனிஷிங்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இட் இஸ் நாட் வேனிஷிங் இட் இஸ் அப்சொல்யூட் ட்ரூத்